பகவன் என்னுடவில்ருக்கும் வந்துள்ளேன் நம்மல் தமிழ் பாட்டன் வள்ளுவன் சொன்னே நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வாழின்றி அமையாது ஒழுக்கு மழை பெய்தால்தான் நம்மால் விவசாயம் செய்ய முடியும் விவசாயம் செய்த கிடைக்கும் உணவு கிடைத்தான்ற்றின வெற்றிப்படிகள் உயிர் வாழ முடியும் இப்படி நீருக்கு அவ்வளவு மகத்துவம் உள்ளது நீரைக் கொண்டு ஒரு சிறந்த மருத்துவ முறை ஹைட்ராபதி ஆகும் மூன்றாம் உலக நீரை காசு கொடுத்து வாங்க வேண்டிய காலம் வந்துவிட்டது இப்பொழுது காசுக்கு தான் நீர் என்றால் என் காக்கையும் குருவியும் எங்கே போகும் எனவே நாம் ஒவ்வொரு வீட்டிலையும் மழை தொட்டி அமைக்க வேண்டும் அதில் மகத்துவமான நீரை சேமிக்க வேண்டும் காவரி வறண்ட போது ஒரு கவினன் சொன்னான் காவறி கடக்க ஓடம் தேவையில்லை ஒட்டகம் மட்டும் போதும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தி ரெண்டாம் நாளை நீர் பாதுகாப்பு நாளா இது நீர் பாதுகாப்பு வெறும் நாளாக கொண்டா நீர் சேமித்து கொண்டாட வேண்டும் இந்த உலகத்தில் உயிர்கள் வாழ்க்கை மட்டுமே ஆகையால் மரங்களை வளர்ப்போம் காடுகளை காப்போம் மழை தோணங்களை காப்போம் நீர் மீத்களை காப்போம் நதிகளை இணைப்போம் மழை துளி நம் உயிர் துளி என்ற உண்மையை போ நன்றி வணக்கம் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ச நாச்சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து மறக்காம அந்த बेल பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி